மொழி பூங்கொடி வாடி, போச்சே, இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் புதுசா இருந்திட்டு நோட்டிபிகேஷன் போகலாம் நீங்கள் முதல்ல கெயின்மாஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கெயின் மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூனு இருக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அஸ்பெக் ப்ளேஸில் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இதில் நம்ம வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் கேலரியில் போய்ட்டு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இண்டப் சொன்னாங்க அது கொடுத்த பிறகு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு வீடியோடய கிளாரிட்டி கொஞ்சம் கூட்டி வைக்கப்படுறேன் அதுக்கு நீங்கள் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் சேச்சுரேஷன் இருக்கும் அது ஒரு தேர்ட்டி அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க ஓகேங்களா இங்கிரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் அப்ளை டு ஆல் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஃபோட்டோக்கு இடையில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரேம் ஆட் பண்ண போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள் வீடு சிம்பிள் மாதிரி இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒர்க் ஆகாது ஓகேங்களா பஸ்ட் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோடாகவும் அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும் அப்போ இதில் ஆக்ஷனில் போங்க ஆக்ஷனில் போய்ட்டு கீழே பார்த்திங்கன்னா மல்ட்டி பிரைம் ட்ரான்ஸாக்சனால் இதை நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால தான் எனக்கு இன்ஸ்டால்னு காட்டுது இது இன்ஸ்டால் பண்ண பேக் கொடுத்துங்க ஓகேங்களா பேக் கொடுத்த பிறகு மறுபடியும் இன்ட்டு கொடுத்துங்க இன்ட்ரூ கொடுத்தே இப்போ நீங்கள் மல்டி ப்ரைம் ட்ரான்ஸாக்ஷன் ஒன் பை ஒன்னை நம்ம ஆட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆட் பண்ணிங்க பார்க்குறது எங்கள் செம சூப்பராக இருக்குது ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதில் போயிட்டு ரெண்டாவது மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு நான் இதே மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க அதுக்கு மேலே பாருங்கள் ஆர்வமாக இருக்குது டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்து உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் இதில் செட் பண்ணி கீழே சேவ் வீடியோ கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ சேவ் பண்ண பிறகு பேக் கொடுத்துக்குங்க ஓகேங்களா பேக் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிங்க அகெயின் ஒருத்தர் பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்து மறுபடியும் நீங்கள் கிரேட் நியூ போயிட்டு ஒன்பது ஸ்டு பதினாறு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் இடது சைடில் இமேஜ் இருக்கும் அதைப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் எந்தளவுக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டுங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீட்டோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணாலும் அதை இதில் எடுக்க போகிறோம் அது வந்து கேட் மாஸ்டர் இந்த போயிட்டு எடுத்துக்க ஓகே எடுத்த பிறகு இப்போ அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வலசையில் பார்த்திங்கன்னா பாக்ஸாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் கொடுத்து டிக் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் கொடுத்துட்டு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் க்ளிக் பண்ணி வீடியோ என்ட்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நீங்கள் அது மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் குரோமாக்கின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள் எனேபிள் பண்ணிட்டு கீழே கலருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ரெட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் க்ரோமாக்கி பக்கத்தில் ஒரு டிகாப்ஸும் இருக்கும் அதனை நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணால அதை இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேட் மாஸ்டரில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்பிளேயில் எப்படி காடுது அதேமாதிரி உங்களுக்கு காட்டும் கீழே பார்த்திங்கன்னா ஆரோமர் இருக்குது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் அது கீழே உங்களுக்கு ஆரோமர் கடுது அதை நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ஓகேங்களா இது உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மொபைல் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு செட்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா செட்டு பேக் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக செட் ஆயிரும் ஓகேங்களா செட் ஆன பிறகு மேலே டிக்காப்ஸ் கொடுத்த டிகாப்ஸுன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை எடுத்துக்கங்க ஓகே சேடு இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அதனோட க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணுங்கள் இதை ஓகேங்களா இந்த அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு நீ வீடியோ என்னத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தோம் ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து வீடியோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் லைட் டெம்பரேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் எடுத்துருங்க ஓகே அதை எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகேங்களா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா வளசில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடிய போயிட்டு மீடியா போய் டவுன்லோட் போயிட்டு அதையும் எடுத்துக்கோங்க ஓகே அது எடுத்த பிறகு நீங்கள் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படி லைட் இதை இது உங்கள் எந்தளவுக்கு அந்தளவுக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படி மேலே அப்படி செட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா அந்த ஃப்ரேம்க்கு மேலே அப்படி நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் வீடியோ எடுத்து அப்படி ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மேலே பாருங்க டிகாப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் இதை ஃப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு செம சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் செட்டிஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்கள் ஆரோமமாக இருக்கா அதை டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்துக்கிட்டு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட்டாகவும் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சு சேவ்ஸ் வீடியோ கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்